வெற்றிப்படிகள் அனைவருக்கும் வணக்கம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம்பட்டம் ஒலைப்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட கல்லை என்னும் ஊரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நர்ணிப்பரில் ஐந்தாம் வகுப்பேன் நான் நற்றினை வெற்றிப்படிகள் பேச்சுபொடல் சுற்றுப்புறம் சுகாதாரத்தை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன் சுத்தம் சோர் கூடும் என்பது பழமொழி இப்பழமொழி தூய்மை அவசைதை நத்துகிறது தன்னையும் தன் வீட்டையும் வைத்துக் கொண்டது போதாது தன் சுற்று வைத்துக் கொள்ள வேண்டும் தனி மனிதன் சுத்தம் அதை தவறாமல் செய்தது மணியால் தூய்மையால் மண்ணுணுக்கை மாற்றிடு வீட்டுனர்கள் சுத்தமென பீதியை நாட்டை நலமாக்க நல்லதே விர்த்திடு சுத்தமில்லா இடந்தோறும் சுகாதாரம் பெறுகிடு பசுமையின் போர்வியால் பாதினேய் மூடிடு என்ற கூற்றின்படி நம் பினி வாழ்வதற்கு உணவு முதலவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் மேல்மொழியை நடைமுறைப்படுத்த வேண்டும் நம் நாடு பல கிராமங்களுக்கு கொண்டது அங்கே கழிப்பிட வசதமல் சுற்றுப்புறத்தை அதனை போக்க வீட்டு கோரை கழிப்பிட வேண்டும் நமக்கு தேவையற்ற பொருட்கள் கண்ட போட மக்கும் குப்பை குப்பை என எச்சு துப்புதல் மனம் கழித்தல் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது ஆறு ஏரி புளம் போன்றவற்றை சாக்க நீர் கலப்பதாலும் கால்நடை கழுந்தாலும் சுற்றுப்புறம் சீர்கெடுகிறது நீத்துழ வேளாண்மை செய்தது நல்லதோர் குடிநீரை நடிந்தோர் கொடுத்தது சுற்றுப்புற தூய்மையை சுகமாகி வைத்து பெற்றிடும் தடுத்து அறிவியல் வளர்ச்சியால் தொழிற்சாலையில் இருந்து வெளிவரும் கழிவு பொருட்கள் மீன்கள் வரை மாண்டு போகும் என்பதை மறந்து விடாதீர்கள் இழந்து பெண் இயலுமா சுற்றுச்சூழலை சீரமைக்க என மக்களே சுத்தமாக இருந்தும் ஆராயமாக வாழ முடியும் கண்ணுக்கு சுற்று மையழுகு சுற்றுக்கு தூய்மை இறைவோடு இசைவோடு வாழ்ந்துடு சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி உலகையே மாற்றது